முதல்லவங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யுனைடெட் நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன்னா என்ன அதில் என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது அதில் இருக்கிற மற்ற ஏஜென்ஸிலாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் சரி யுஎன்ஓ இது எதுக்கோசம் உருவாக்கப்பட்டது உலக நாடுகளுக்கிடையே ஒரு அமைதியை காக்கிறதுக்கோசரம் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரமே இது உருவாக்கப்பட்டது யாராலன்னா அமெரிக்க பிரைம் மினிஸ்டர் எஃப்டி ராஸ்வர்ட்டும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சிலும் ஒரு இருவரும் சேர்ந்து ஒரு தொகுப்பை உருவாக்கி அட்லாண்டிக் கேட்டர் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு ஐம்பத்தி ஒரு மெம்பர் கண்ட்ரீஸ்லாம் இணைஞ்சு அட்லாண்டிக் கேட்டரில் சைன் பண்ணாங்க என்றைக்குன்னா ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்தது இதெல்லாம் பரபரப்பாக போயிட்ருக்குறப்போ தான் வேர்ல்டு வார் ஒன்று வேர்ல்டு வார் டூவும் நடந்து முடிஞ்சது இதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது இதோடைய சிம்பிள் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வேர்ல்டு மேப் விளாட இரண்டு ஆலிவ் ட்ரீஸ் எல்லாம் சைடில் இருக்கும் இது எதை மீன் பண்ணுறதுன்னா பீசையும் அதாவது அமைதியையும் பாதுகாப்பையும் கொடுக்கு சொல்லுது ப்ரெசன்ட் ப்ரெசண்டை மெம்பர்ஷிப் எத்தனை இருக்காங்கன்னா 193 தொண்ணூற்றி மூணு கண்ட்ரிஸ் இதில் இணைஞ்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம இந்தியாவும் ஒன்று அடுத்ததாக யூஎன்ஓல என்ன அஃபிஷியல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அரபிக்கு சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் ரஷ்யா அண்ட் ஸ்பானிஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃபாக இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க இதோடைய ஃபைனான்ஸ் சப்போர்ட் எங்கேருந்து வருதுன்னா அதோடைய யூஎஸ்ஏ அமெரிக்காவில் இருந்தும் மெம்பர் கண்ட்ரிஸில் இடந்தியும் இதோடய ஃபைனல் இதுக்கு ஃபைன ஃபைனான்ஸ் சப்போர்ட் வருது அடுத்ததான் பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸ் ஆஃப் யூஎன்ஓ இது நம்ம ஆர்கன்ஸ் ஆஃப் யூஎன்ஓ அதாவது ஜெனரல் அசம்பிளி அப்படிங்கிறவர் இருப்பாங்க அடுத்து இந்த ஜெனரல் அசம்பிளியை பற்றி பார்க்க அடுத்து செக்யூரிட்டி கவுன்சிலர் இருப்பாங்க அடுத்து செக்ரெட்டரியேட் அதாவது இவர் செக்ரட்ரியேட் தான் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது ஹெட்டுன்னு சொல்லலாம் அடுத்து நம்ம நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஒரு கோர்ட் அது கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது அப்போ தான் எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் கவுன்சில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஜெனரல் அசம்பிளி ஜெனரல் அசம்பிளிங்கு தான் மெயின் ஆர்கன் ஆஃப் த யூஎன்ஓ இதில் வந்து ஃபைவ் மெம்பர்ஸ் அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லேருந்தும் அஞ்சஞ்சு மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க அதுவும் அஞ்சு மெம்பர் சேண்டா ஒரு ஓட் அப்படிங்கிற கணக்கில் இருப்பாங்க வருஷத்தில் ஒரு நாள் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து யூஎன்ஓவில் இருக்க பிரச்சனையும் அதாவது மெம்பர் கண்ட்ரிஸ்களோடய பிரச்சனையும் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பிரச்சனையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக பார்க்க போகிறது செக்யூரிட்டி கவுன்சில் இதில் வந்து அஞ்சு பர்மெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அதாவது யூஎஸ்ஏ யூகே ஃப்ரான்ஸு அண்டு ரஷ்யா அண்ட் சைனா இவங்கள்லாம் பர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க இதெல்லாம் நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் பேர் இருக்காங்க இவங்களெலாம் இவங்களாம் எதாவது செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் அசம்பிளி மூலமாக எலக்ட் ப எலெக்ஷன் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு வருஷம் வரையும் ஜாப் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறதும் ஜென்ரல் அசம்பிளிங்கிறது மெயினான பார்ட் அடுத்ததாக இந்த செக்ரட்டரிட் இவர் தான் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இவரை இவரை வந்து யாரால் தேர்ந்தெடுப்படுவாங்கன்னா ஜென்ரல் அசம்பிளி மூலமாகவும் அதாவது ஜென்ரல் அசம்பிளியில் யாரோட ரெக்கமெண்டேஷன் மூலிமானா செக்யூரிட்டி கவுன்சில் இருப்பாங்க அதாவது பதினஞ்சு நம்பர் சொன்னனில் அவங்கள மூலிமா இவங்களன் பண்ணுவாங்க இவர் வந்து அஞ்சு வருஷம் வரையும் அந்த ஜாபில் இருப்பார் செக்ரட்ரியேட்டாக இருப்பார் அடுத்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க அந்த மாதிரி அங்கேயும் ஏதோ ஒரு பிரச்சனைனா கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க வச்சுருவாங்க இங்கே வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னா பதினஞ்சு நபர்கள் இருப்பாங்க இவங்களும் யாரால செலக்ஷன் பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் அசம்பிளி மூலமாகவும் செக்யூரிட்டி கவுன்சில் மூலமாகவும் இவங்க எலெக்ஷன் பண்ணுவாங்க யூஎன்ஓக்கு இது ஒரு அட்வைஸாக இருக்குது இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண போகிறாங்கன்னா இவங்களும் வந்து அந்த அட்லான்டிக் கேட்டருக்களை வகுத்துறதுக்காக அறையில் அந்த தொகுப்பில் இருந்து எடுத்து அடுத்து த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் பொருளாதார சமூக கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மெம்பர் கண்ட்ரிகளிடையே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் யூஎன்ஓவில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அடுத்து இது வந்து 5th ஆர்கன் அதாவது இது அஞ்சாவது ஆர்கன் சொல்லலாம் இதில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஐம்பத்தி நாலு மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்பது வருஷம் வரையும் அவர் ஜாப்பில் இருப்பாங்க அப்படின்னா ஒன் தேர்ட் அதாவது பதினாறு மெம்பர்ஸ் வந்து பதினாறு ப பதினாறு பதினாறு வந்து மூணு வருஷத்துக்கு ஒருக்கா ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க அடுத்துதான் ட்ரஸ்டிப் கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்ரஸ்டிப் கவுன்சில் அப்படிங்கிற எதுக்கோசரம் இருந்துன்னா வேர்ல்டு வார் டூ நடந்துட்டுருக்குறப்போது நிறைய டெரிட்டரிஸ்லாம் டேமேஜ் ஆகிருந்தது அந்த டெரிட்டர்ஸை டேமேஜ் ஆயிருக்கிறத வந்து சீரமைக்கிறதுக்கோசரமே இது உருவாக்கப்பட்டது அப்புறமேட்டு அதுக்கப்புறம் இந்த டெரிட்டர்ஸ்லாம் இண்டிபெண்டன்ஸ் அதாவது செல்ஃப் கவர்மெண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இது ரிலீஸ் பண்ணப்பட்டது எப்போனா ஃபர்ஸ்ட் நவம்பர் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் இந்த கவுன்சிலை ரிலீஸ் ப அதாவது இந்த கவுன்சில் இருக்கிற டெரிட்டர்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த கவுன்சிலும் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அடுத்ததான் ஸ்பெஷல் ஏஜென்சிஸ் இதில் வந்து ஸ்பெஷல் ஏஜென்சிஸுங்கிறது நிறைய நிறையா இருக்குது அதாவது இதில் முக்கியமான ஏஜென்சியை மட்டும் கொடுத்துருக்கேன் அதாவது இது என்னென்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒன்று அடுத்து இது வந்து டபுள்யூஹெச்ஓ அப்படின்னு சொல்லலாம் அடுத்து யுனைடெட் நேஷ்னல் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சர் இந்த மாதிரி எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரையும் பற்றி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அது வந்து யுனெஸ்கோ அப்படிங்கிறது ஒன்று அடுத்ததான் யுடெட் நேஷனல் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது இருக்குது இப்போ சில்ட்ரன்ஸுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் சில்ட்ரன்ஸை பற்றி ஒரு உலக நாடுகளுக்கிடையே சில்ட்ரன்ஸை பற்றி ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளா இப்போ எவ்வளோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ குழந்தை பிறந்திருக்கு எவ்வளோ பேர் டெத்தாயிருக்காங்க சின்ன வயசுலையே எத்தனை பேர் லேபராக இருக்காங்க அந்த மாதிரிங்கிற கணக்கில் எடுக்கிறது யுனெஸ்கோ வேலை யுனெஸ்கோ பண்ணிகிட்ருக்கு யுனெஸ்கோவும் வந்து யுனெஸ் எஃபும் அடுத்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ அப்படின்னு சொல்லுவோம் லேபரை பற்றியான ஆர்கனைசேஷன் இது அடுத்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அது எஃப்ஏஓன்னு சொல்லுவோம் அடுத்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு இத அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு அதாவது எதுக்கோசம் இந்த லாஸ்ட் டெவலப்மெண்ட் எதுக்குன்னா ஒரு கண்ட்ரிஸில் கிடையாது பார்டர்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கோசரமே இது வந்து உருவாக்கப்பட்டது அடுத்ததாக அவ்வளோதான் இந்த செஷனால் நம்மளோட நிதம் முடிஞ்சது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் எவ்வளோ படிச்சு எவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி ஹூ இஸ் அ மிசை மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் ரைட் பண்ணுங்கள் ஆன்சர் வந்து உங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யூஆர் வாட்சிங்